கோபூர் கோபூக்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் முன்னாடி காலையில பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா மூணு நாலரை அந்த மூணு நாலரை மணிக்குள்ள நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான மூணு பொருட்கள் இருக்கு என்னன்னா நிறைகுடன் தண்ணி மஞ்சள் உப்பு இந்த மூணு பொருளையும் நம்ம வீட்டு ஆட்கள் யாருமே எதிரில் வர்றதுக்கும் முன்னாடி நம்ம ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அந்த பொருளை கொண்டு போய் நம்ம வீட்டுக்குள்ள வச்சிடணும் வைக்கும்போது நம்ம வீட்டு அடுப்படியில ஈசானிய முக்குல வைக்கணும் மஞ்சள் அப்படின்னா மஞ்சள் தூள் வைக்க கூடாது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற உரண்ட மஞ்சளோ இல்லை சமையலுக்கு சேர்க்கிற விரலை மஞ்சளோ எந்த மஞ்சளா இருந்தாலும் சரி நல்லா ஒரு தட்டு நிறைய மஞ்சள் உப்பு நிறைய குடம் தண்ணி இந்த மூணு பொருளையும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டினுடைய அடிப்படையில் ஈசானிய முக்களை கொண்டு போய் வச்சு பாருங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வைக்கிற வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அங்கது செல்வ செழிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வீடு கட்டி இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி நீங்க கட்டுற வீட்டுல பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மூணு பொருளையும் கொண்டு போய் வச்சு பாருங்க அதுக்கப்புறம் உள்ள வித்தியாசத்தை நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ற எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பயன் அடையணும் இந்த முக்கியமான டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தேங்க்யூ